மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டா அத்தனையும் வாங்கறதுக்கு ஆசைப்படும் மனசு ஆனா கொஞ்சம் தன்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையை திரும்பி பார்த்தா தாம் பட்ட ஆசை எல்லாமே அடையாளம் தெரியாம காண